அப்படின்னா இது வந்து நெய்வாளன்னு சொல்லுவாங்க நீங்க எந்த ஒரு எந்த பிஷ் எடுத்து வேணாலும் நீங்க செய்யலாம் எந்த பிஷ்லயுமே வந்து முள் இல்லாத ஃபிஷ் எடுத்துக்கங்க புட்டுக்கு வந்து நீங்க முள் இல்லாத ஃபிஷ்ஷில் செஞ்சிங்கனால்தான் உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றப்ப நீட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ஃபிஷ் எடுத்தாச்சு இதில் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் ஃபிஷ் எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கங்க நான் வந்து கல்லூப்பு தான் சேர்க்குறேன் தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும் சால்ட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஸோ லைட்டாக சால்ட் அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஸோ எதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு வந்து அப்போ இருக்காது நமக்கு ஓகே ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுடுங்க உரமாக ஸோ ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஓகேங்களா ஓகே வெஸ் இப்போ வந்து நமக்கு வந்து மீன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக ஊற வச்சாச்சு மஞ்சத்தூள் அண்டு சால்ட்டு சேர்த்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேனில் வந்து தண்ணி நல்லா சூடாக காய வச்சுக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா அந்த மீனை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இது வந்து ஷார்ப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸு வந்தால் போதும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக வேணால் எனக்கு ரொம்ப கொலக்கலன்னு போயிடுவோம் மாதிரி மீனை வந்து தண்ணியில் போட்டு விட போட்டு மூடி ஷார்ப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே விவாஸ் இப்போ வந்து நம்ம ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த ஃபிஷ் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஸோ இதை வந்து முள் இல்லாமல் தனியாக இதோடய ஃப்ளஷை மட்டும் நம்ம எடுத்து எடுக்க போகிறோம் ஸோ இதே மாதிரி வந்து முள் இல்லாமல் வந்து தனித்தனியாக ஃப்ளஷை மட்டும் எடுத்துருங்க ஏன்னா நம்ம பொட்டுக்கு வந்து முள் எல்லாம் இருக்கக்கூடாது ஸோ முள் இல்லாமல் நம்ம வந்து எடுத்தால் தான் பொட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி எல்லாம் எல்லா முள்ளையும் எடுத்து எடுத்தாச்சுப்போ எடுத்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி உதிர் விட்டுக்காங்க ஏன்னா இந்த மாதிரி உதித்து விட்டி உதுக்குறப்ப வந்து உங்களுக்கு கையில ஏதாவது சும்மா நைஸ் முள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி உதத்து விட்டுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து பொட்டு செய்யறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க நம்ம புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் ஓகே சார் ஓகே இப்போ வந்து புட்டு செய்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஆனியன்ஸ் சின்னமங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இது ரெண்டே ரெண்டு பச்சை ஏன்னா நான் கால்குலர் ஃபிஷ் தான் எடுத்திருக்கறதுனால ரெண்டு பச்சை கறி லீவ்ஸு அப்புறம் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் கரம் மசாலா ஓகேங்களா நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்துக்கங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் போட்டு செஞ்சால் அது இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை போட்டீங்க அப்படின்னா ஈஸி நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறாங்க தான் பார்ப்போம் ஸோ நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம் ஓகேங்களா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்திங்கனாக்களும் அந்த இது நல்லா ஃப்ரை ஆகி வரும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அந்த வரைக்கும் நல்லா வதக்குங்க இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சி தீஞ்சிவிடும் ஏன்னா புட்டு செய்கிறப்ப கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க நல்லா ட்ரை ஆகி வரணும் உங்களுக்கு புட்டு ஸோ ஆனியன் ஃப்ரை ஆகுறப்பவே நீங்கள் வந்து நறுக்கி வச்சிருக்க சில்லியை சேர்த்துக்கோங்க அதாவது பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஸோ பச்சை மிளகாய் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்கூட கருவேப்பிலை கறி லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது இது இதோடு சேர்ந்து வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க ஸோ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நிறையா வேணும்னா நிறையா போட்டுக்கங்க இல்லை கம்மியாக எனக்கு வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் பேஸ்ட்டாக ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு தட்டிட்டு போட்டாலும் ஓகே இல்லை சின்ன சின்னமாக பொடிஸாக நீங்கள் நறுக்கி போட்டாலும் ஓகே ஸோ அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கங்க அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மீன்லேயே உப்பு போட்டிருப்போம் ஸோ இருந்தாலும் நம்ம தென் ஆனியன்லாம் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வேணும் ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க ரொம்ப போட்டீங்கன்னா கச்சிரும் தென் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் தென் மிளகாய் தூள் ஸோ காரம் நிறையா வேணும் ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம் காரம் நிறையா வேணுன்னா நீங்கள் காரம் போட்டுருந்தீங்க ஏன்னா நம்ம கரம் மசாலாவை போட போகிறதுனால காரம் அதிகமாக தேவை இல்லை ஸோ தென் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷும் அந்த ஃபிஷ்ஷை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் புட்டில் வந்து அதோடய ஈரப்பதம் அதாவது ஃபிஷ்ஷில் உள்ள ஈரப்பதம் போய் நல்லா உதிரியாக வரணும் அப்போ வந்து புட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஈரப்பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஓகே வேஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதோடய ஈரப்பதமெல்லாம் போயிட்டு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதாங்க புட்டு ரெடி இந்த பதத்தில் வந்து இப்போ இப்போ எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் உதிரி உதிரியாக வருது இல்லைங்களா ஸோ நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம புட்டை இறக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து நம்ம புட்டை இறக்கணும் அவ்வளோதாங்க புட்டு ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் முக்கிய விவசாய புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை தூட்டுக்கலாம் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நான் அருமையான ஒரு ஃபிஷ்ஷு பொட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நான் நெய்வாளியில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எந்த மீனும் உங்களுக்கு முள்ளில்லாத மீனாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லா மீனையும் வச்சு இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சேஞ்சு இதில் ஆட் பண்ணணும் இல்லை ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்